வெல்கம் பேக் டு எம் பி சிங்கம் ரொம்ப நாளுக்கு பெரிய ஜெயிக்க போறோம் ஜெயிக்க போகிறோம் ஊர்லேயே மாற்றி நடந்துறாங்க ஏன்னா பாட்டு பிள்ளையர் எல்லாம் ரூம் மேட்ச் கூப்பிட்டு பெருப்பேசம் அதுதான் நம்ம ரூம் மேட்ச் போய் நம்ம அவங்கள அடிப்போம் இல்லை அவங்க நம்மளடிங்களான் ஒரு இது பார்க்க போகிறோம் ஓகே சரி ஓகேங்க நம்ம எப்படி அடிறோம் இல்ல அவங்க எப்படி அடிறாங்க அப்படிதான் ஓகே கேட் ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு ஃபஸ்ட் ரவுண்டு காட்ட முடியல ஏன்னா நம்ம தெரியாமல் ஆஃப் பண்ணிட்டு இருக்கும் எப்படி அய்யோ எப்பராக சொல்கிறது சின்னதாக நம்ம தெரியாமல் ஆஃப் பண்ணிட்டுருக்கோம் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இப்போ செகண்ட் ரவுண்ட்லேருந்து காட்ட ஆனால் ஃபஸ்ட் ரவுண்ட் வேறு லெவல் ஃபண்டாக போயிடுச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நீங்கள் பார்க்கல நான் என்ன பண்ணுறது சரி நம்ம செகண்ட் ரவுண்ட்லேருந்து பார்ப்போம் வாங்க ஓகே நம்ம குளோவல் எடுத்துரும் குளோவல் ஆனால் நம்மளுக்கு போட எடுத்துகிறேன் இருந்தாலும் குளோவில் எடுத்துருவோம் இருங்க நம்ப ஜெயிக்கிற மாதிரி இல்லை ஆஃப் என்ற பார்க்க போகிறேன் அவனுக்கு சித்தி மட்டும்தான் வருவானுங்க நம்பர் பிளேர்னு சொல்லிட்டு ஊர் ஏமாத்துகிற பாட்டு பசங்க அவங்க சுத்தி தான் வருவானுங்க அவனுங்க கேட்டா என்ன பாட்டு பாட்டுன்னு சொல்றானுங்க அப்பன்றது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு ஐயோ ஐயோ ஐயோயோ ஐயோ சுத்தி சுற்றி போட்டோம் சுற்றி போட்டான் குளோவா சுற்றி போட்டான் பாட்டவங்க ரே கடாரே கட்ராடு போடுங்க ஓட்டு ரோட்டோ இது எம்மாட்டி ஏமோட்டி ஏமோட்டி எம் ஓட்டு போகிறேன் எம் ஓட்டுறான் எம் ஓட்டுறான் நம்ம ஒரு கிலோ வெட்டுக்கிற மாதிரி எதுட்டோம் அது இல்லாமல் நம்ப ஒன்று அவங்க ஒன்றுன்னு ஒரு சமமான பையனில் போயிட்டு ஓகேவா நெக்ஸ்ட்டு இப்போ தேட் ரவுண்டு தேட் ரவுண்டில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்றமா மற்றதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் விரைவில் யார் பாட்டு யார் ப்ரோ பிளேயர் என்று தெரியுது ஓகேவா ஒரே நிச்சயம் ஒரே நிச்சய சீக்கிரம் நாளே என் மாடோ போட்டு தாக்கரைப்பீங்கன்னு ஒரு செகண்டு போ போயிட்டே இப்போ பாருங்க அவனுக்கு சுற்றி தான் வரவானுங்க நேரம் நேராக வர மாட்டானு அவனுங்க ஒன்னா நம்ம பாட்டுங்க அவனுங்க ஆனால் நல்லாடிப்பானுங்க எப்படி ரூம்மே தெரியலேருந்து ஒரு ரூல்ஸ் அவனுக்கு தெரியலங்க எங்கே பாருங்க வ வர வர ஏரியாவை பாருங்க இப்போ இப்போ பாருங்க இருங்க ஒரே நினைச்சு ஒரே நினைச்சோம் ஒரே எனக்கு சொன்ன ஊகி சொரு சொ அய்யயோ அய்யோ அய்யோ அய்யோ அய்யோயோ அய்யோயோ போடுதல் அய்யோ அய்யோ அய்யோயோட கேட்டபா அமுக்கு அமல் டுமல் ஓகே நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் ஃபஸ்ட் ரவுண்டு தான் கொஞ்சம் நான் வந்து கவனிக்காமல் இருந்ததால் ஃபஸ்ட் ரவுண்ட் கப்பலாக இருக்கேன் என்ன பண்ணுங்க நெக்ஸ்ட்டு ரவுண்ட் நெக்ஸ்ட் ரவுண்ட் நெக்ஸ்ட் ரவுண்ட் நெக்ஸ்ட் ரவுண்ட் ரொம்ப செகண்ட் இருக்குது ரொம்ப சென்ட் எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று கோப்படா போடாப்பட போட சொன்னா பணம் இன்னி நம்ப ஆடுறது அவனுங்க இன்னும் இதுவரை பார்த்து கிடையாது நம்ம எப்படி சாட்டியதுன்னா நம்ம வேறு டன்னு அவனுங்க இன்னும் நம்ப எவ்வளோ பெரிய பிளேயருன்றது ஐயா ஆளு கண்டல போகிற வசனம் பெயுமோ நான் வண்டானுங்க வந்துட்டானுங்க நான் பார்த்துட்டேன் நான் பார்த்துட்டேன் நான் பார்த்துட்டேன் இது போதும் எனக்கு இது போதும் இருங்க இருங்க இருங்க இருங்க நான் இன்னும் ஒரு கிட்ட போகிறேன் இப்போ அங்கே போகிறேங்க கரெக்டாக ஒரு ஒரு பாட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ற ஒரு மிஷின் தெரியாமல் இரு பார்த்துங்க ஒரு ஒரு கில் நம்ம கூட்ட இருக்கேன் இருங்க இருங்க இருங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் கூட ரகமாக கதைனா அது ஏன் கிளானு கதற நீங்கள் கொஞ்சம் ரிவேர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரியும் கதை இருந்து சரிங்க நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டே இந்த ரவுண்ட்லேயும் நம்ம தாங்க இன்னும் ஆகணும் நீங்கள் கடவுளை வந்து ஏதோ கூட்டாஞ்சு ஸ்டார்ட்ல தான் ஆச்சுருந்தோம்வா மற்றபடி புரி வச்சு அடித்திடையே மற்றபடி எது பண்ணி அடித்தீன் ஓகேவா சாட்டியா எங்கன்னா விட்டுறாங்கன்னா அடிதா அப்படின்ற ஒரு மெத்தட் தான் நம்ம பச்சினு அதெல்லாமே நம்மளுக்கு வேற இந்த எம்பி ஃபாட்டி வேறு இருக்கா எம்பி ஃபாட்டின்னா நம்ம சொல்ல வேணும் சும்மா தெரிக்கோட ஐடி இப்படி பாய் ஆகிடுங்க நம்ம எம்பிஃபாட்டி தான் வேறு ஐயோ ஏட்டி பாருங்க ஏட்டி வரான் வரான் வரான் வரான் வரான் வர ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ சாங்க இப்போ வேற லெவலில் அடி வந்துடுங்க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 கோப்படமாட்டேன்னை அப்படியே கோட்டோம் என் கோபத்தை நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டு கொஞ்சம் ஓட்டலாம் வீடு ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு நம்ம கரெக்ட் எப்படின்னா அஞ்சாவது ரவுண்டு ஸ்டைட்டாக போடும் ஓகே ஓகே காய் அஞ்சாவர்டு காரலாம் பார்த்தா நம்மளுக்கு இப்போ நாலாவரண்ட்லேயே கும்பல சுற்றி அமௌண்ட் போட்டானா ரெண்டு பேரும் அமௌண்ட் போட்டு போட்டேன் எல்லாரும் என்ன பண்றது ஐயோ இந்த மாதிரிலாம் பண்ணாடே நான் பாருங்க பண்றா ரிவியூ பண்ற பண்றா போறோம் ஐயோ ஐயோ ஐயோ ஐயோயோ ஐய ஐயோ திரும்பி திரும்பி ஐயோ தல தல ரிவியூ பண்ணிட்டே தலை நீ பண்ணு தலை நீ பண்ணுதலை நீ பண்ணாச்சி யோட்டு நாலா ரவுண்ட் நம்ம அஞ்சாவது போயிடுவோம் ஏன் இது அப்படி அடிக்க தெரியாம இருக்க அன்றாவத்து பேர் மாதிரி என்ன ஹேண்டில் பண்றானுங்க சொல்லுங்க பா பாருங்க இன்னொரு ஆ பண்ணுறது ட்ரிபிள் நைன் பரதுன்னு சொல்லிட்டு ஏன் டேவரா நான் என்ன பண்ணுறது ஒன்று ட்ரிபிள் நைன் பண்ணா என்னடா ஆ பண்ணுறது இப்போ மைக் ஆன் பண்ணி பேசுனா அவன் கத்துவான் கத்த மாட்டான் என்னடா வளர்கிறேன்னு கேட்பான் என்ன பண்ணுறது இருங்க இந்த வாட்டி இந்தாண்டா வாழ்வா சாப்பாடு போராட்டுங்க ஊய் போட்டு சுற்றி வராங்க நான் சொன்னேன்ல சுற்றி வராங்க பாத்தீங்களா நான் சொன்னா நான் பல்றா பாட்டுங்க அவனுங்க சுற்றி வராங்கன்னு இதெல்லாம் நான் சுத்தி வந்து சொல்றேன் மேட்ச் முடிச்சு 8 செகண்ட் சுத்தி வந்து நான்ங்குது சொல்வானுங்க என்ன பண்றது சொல்லுங்க ஐயோ ஐயோ எந்த கண்ணுச்சறிச்சானுங்க டேய் எங்கندரா பாருங்க நீங்க டேய் டேய் திருப்பி டேய் மானடா இந்த யுஎம்பி மட்டும் பான் பண்ணுங்க Free Fireல இருந்து அப்பதான் Free Fire முன்னேறும் டேய் போற போக்கு பார்த்த சொயிட் சொரிடானுதோ ஐயோ ஐயோ கேவலம் மொத்தம் ஊற்றுறோமா ஆறு ஒரு ஒரு அளவுக்கு போனால் பரவாயில்ல கேவலம் முடிச்சுடுவான கதைய பாப்பேன் அவனை சுற்றி தான் வருவான் நல்லா கவனிங்க அவனை சுற்றி தான் வருவானுங்க ஒன் ஆரம்பிங்க அவனுங்க ஏமாசத்தில் ஊரே முடிச்சுடுவானுங்க ஓகேவா இது மூலம் நமக்கு என்ன கையில் இருக்குமா பண்ணிட்டாங்களா ம் இதில் சுற்றி வராமல் நான் வீடியோ தெரிஞ்சு சுற்றி வரேன் கரெக்டாக வரேன்னு நினைக்கிறேங்க அவனுங்க மற்றபடி எப்படியும் இல்லை வீடியோ போதை தெரிஞ்சு கரெக்டா வரானுங்க ஓகேவா இல்லாம கரெக்டா வரமாட்டானு அம்மா நல்லா கிடையாது போட ஐயோ ஐயோ தர தர பண்றதே போறாடே போறாடே போராடே பாட்டு பாட்டாங்கோவால் போட்டு அழகூ பண்ண தெரியல நம்மளுக்கு மற்ற கன்னி எடுக்கம்போது நம்மளுக்கு போட்டு சூட்டு பூவு தலையா எல்லாத்தையும் ஏற்று கன்னி எடுக்கலாம் கேம்டன் கேப்டன் எடுத்து நானும் வெறியா வந்து ஆனால் வெறியாகி பார்த்துக்கிடுங்கலாம் ஐயோ டே இப்படி போட இப்படி போ இப்படி போகண்டா இப்போ வாடா டேய் டே வாடா டே நானும் ராவான ரவுடி கேங்கிட்டு நீ ஒத்தி வத்தவரியா வாடாடி ஐயோட்டாட்டம் தலை தலை பொரிய பொரிய தலை அப்பوريmetadata அந்த அளவுக்கு ஸ்பீடா குளோபல் போறது எதுக்கு இல்ல எதுக்கு இந்த பழப்பு அவ்வளவு ஸ்பீடா வந்து என்ன பண்ண போற சொல்லு தோ தோ சுத்தி வரடா பார்த்தீங்களா நான் சொல்லல சுத்தி வரானே வந்தா வந்து சுத்தி நான் சொல்லல வாங்க பாருங்க இதெல்லாம் எங்கந்து சொல்லுங்க எங்கந்து டேய் டேய் டேய் டேய் டேய் இதெல்லாம் அனியா இந்த டேய் சுத்தி வரது ஒரு லிமிட் ஆகணுடே சுத்தி வரா இந்த மாதிரிலாம் பண்ண உங்களுக்கு ரூம் மேக்கர் காண்ட அவங்க சுத்தி வந்தாச்சு இந்த பாட்டு பாத்தீங்களா யார் பாட்டு இப்போ ஜெயிச்சது அவனுங்க தான் ஆனால் எப்படி ஜெயிச்சீங்கன்னு இல்லை பாத்தீங்களா அண்ணா நம்ப பல்ரா பட்டி இந்த மாதிரி விளாட்றவங்க கூட சச்சுமாக உள்ளே போவாதிங்க அதை சொல்லிட்டு மட்டும் தான் இந்த வீடியோ இவங்க எப்போ கூட்டவே இந்த மாதிரி சுற்றி வந்தாட்டி பாடுபாதிங்க கடைசி உண்டாங்க ஃபஸ்ட்டு உண்டாந்தான் எந்திரம் உண்டா தான் சுற்றி வந்தாண்டியாங்க இந்த மாதிரி இருக்கிற சுற்றி மட்டும் போது நீங்கள் போகாதீங்க எங்க கூட இருக்கிறவங்க இவனுங்க மட்டும் அவன் மற்றபடி யாரும் கூட்டாக வரமாட்டானுங்க ஓகேவா நீங்கள் போவாதீங்க ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் வீடியோ பார்த்தவங்க பார்க்காதவங்களுக்கு அனுப்புங்க ஓகேவா இதுதான் இப்போ பசங்களுடைய சுச்சுவேஷன் எப்படின்னா நம்ம ஜெயிச்சா ஆகணும் அவங்க எப்படின்னா ஜெயிக்கணும் ஆனால் நம்ம தேய்ச்சவனா அப்படின்ற ஒரு மைண்ட் தட்டோட இருக்கணும் ஓகே கேட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் ஓகே பாய் பாய் இது நான் அவங்க எம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவை சந்திப்போம் ஓகே பை பாய் இந்த வீடியோ மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இது எல்லாத்தையும் ஓகே பாய் பாய்